குழந்தையுடன் வெளியில் இருக்கும்போது வளரும் உயிரினங்களை பற்றி பேசுங்கள் எவையெல்லாம் வளர்கின்றன பார்த்தாயா என நீங்கள் குழந்தையை கேட்கலாம் இருவரும் சேர்ந்து வளரும் உயிரினங்களான புல் பூக்கள் அல்லது நாய் காக்கா போன்றவைகளை கண்டுபிடிக்கலாம் பிறகு அவை வளர தேவையான தண்ணீர் சூரிய ஒளி உணவு போன்றவற்றைப் பற்றி நீங்கள் விளக்கலாம் இந்த உரையாடல் மூலம் உயிரினங்கள் வாழ தேவையான பொருட்கள் பற்றி குழந்தை புரிந்து முடியும்